தெரியல வந்து குடுக்கும்போது யாருக்கும் தெரியாம என்கிட்ட கொடுத்துருனே ஓகே பா டேய் டேய் அங்க ஒரு அண்ணன் நிக்கறாரு பாரு அவர் ஏதோ ரகசிமென்ட் கத்துறாரு போல இருக்குடா வந்துட்டீங்களா யாருக்கும் தெரியாம குடுங்கங்கறாரு டேய் டேய் அப்படியே போன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணு ரெக்கார்ட் பண்ண ஆமாடா ரெக்கார்ட் பண்ணடா அவரை பார்த்தா 90 கிட்ஸ் மாதிரி இருக்கு நாங்க இந்த தப்பு பண்ணத இல்ல பண்ணத இல்லன்னு பீதிக்காங்கடா இன்னைக்கு மாட்டناங்க சீக்கிரம் எடுத்து ரெக்கார்ட் பண்ணடா தம்பி ஓகே வா ஓகேன ஓகேன தேங்க் யூன தேங்க் யூன டேய் அவர் என்ன குற்ற்தானே தெரியலடா என்னடா இவ்ளோ கம் கமா ட்ரான்சேக்ஷன் நடக்குது டேய் என்னமோ இது பெரிய விஷயம் போல தெரியுதுடா நம்ம அந்த பொருளை பார்த்த மாதிரியே டீல் பண்ண வேண்டியதான் இன்னைக்கு அவங்க கதற ஓடறோம் ஹலோ ஹலோ என்ன பத்தீங்களா நீங்க கம் கமா ஒருத்தத்த பேசனதே ஒருத்தர் கம் கமா அவங்க கிட்ட அந்த ஒரு முக்கியமான பொருளை கொடுத்ததே எல்லாமே இந்த தெல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டோம் இப்ப வேறது சும்மா அங்க நாங்க வெளியில விடாம இருக்கணும்னா நீங்கங்களுக்கு 100 லட்சம் கொடுங்க அந்த வீடியோ அவங்க கிட்ட நாங்க தந்துறோம் ஏனா யாரா நீங்களா انا என்ன வாங்குனானோ அது உங்களுக்கு தெரியமாடா எல்லாம் தெரியும் A to Z ரெக்கார்ட் பண்ணி இருக்கோம் இந்த ஸ்லேட் குச்சி தான்டா வாங்குنا. ஏன்டா உசுற வாங்கித் தொலைக்கறீங்க? ஏனா ஏனா ஸ்லேட் குத்தி போய் உலக கம் கமா வாங்குன. டேய் இதெல்லாம் எங்க ஊர் கடையில வாங்குنا. எங்க அம்மா கிட்ட போய் சொல்லிப் போறாங்கடா. அதனால வேற ஊர்க்கு வந்து ஒருத்தர் மூலமா இத வாங்கிட்டு போறேன். இங்க எங்க ஊர்ல ஆறுத்தர் இருந்தாரு. அவருக்கு தெரியாம வாங்குறமே என்ன கம் கமா வாங்குனடா ஐயோ. அவன நான் இத போய் ஏன் கம் கமா வாங்குனோம்? டேய் இது உங்களுக்கு தான்டா ஸ்லேட் குச்சி. எங்க 90s கிட்ஸ்லாம் ஸ்நாக்ஸ்டா திங்கிறது தான் வாங்கிட்டு போறேன்டா.